ஒரு கப் கோதுமைவுஞ்சத்தூள் ரெ ஸ்பூன் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நாங்களேம்மெல்லாம் ட்ரை பண்ணுறோம் நல்லா வரும் நினைக்கிறேன் இதனால் எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் செய்கிறாங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் தான் இருக்கேன் எனக்கு அது செய்ய தெரியாது அதனால் நல்லா மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கோங்க நல்லா கோதுமை பதவ சப்பாத்திலாம் உருட்டோம்னா அந்த பதவதுக்கு கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க பண்ண முதல்ல பார்த்திங்களா நான் வந்து நல்லா விரிசல்லாம் மூட்டிட்டு அதுக்கப்புறம் வைக்க போறேன் அப்படி விரிசல் விழுந்ததுனால கொஞ்சம் தண்ணி லைட்டா ஒரு சொட்டு தொட்டு அப்ப நம்ம வச்சுக்கலாம் நம்ம கீழே வச்சுக்கலாம் இந்த வட்டை வந்து நான் நல்லா வச்சுட்டேன் ஒரு சொட்டு தண்ணி தொட்டு இந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நான் அப்படியே லைட்டாக தேர்த்தி வச்சுட்ருவேன் ஒரு கால் வச்சாச்சு ரெண்டாவது காலுக்கு நான் ஊட்டிகிட்டு இருக்கேன் அதை சன்னமாக நல்லா ஊட்டிவிட்டேன் பாருங்கள் இதே சைஸ்க்கு ஊட்டிட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு கால் ஒரு கால் வச்சுக்கலாம் நான் இப்ப வயிறு வைக்க போறோம் அதுக்கு வந்து நல்லா நான் ஊட்டிட்ட சமணங்கால் போட்ட மாதிரி வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் காலுக்கு வந்து எப்படி வேணாலும் பாருங்க நம்ம இப்ப வந்து ஷோல்டர் வைக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப உரண்டையா பிடிக்காம ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸாக அது வந்து நான் இப்படி நல்லா இப்படி எல்லா பக்கமும் வந்து சமமாக இப்படி தட்டிக்கிறேன் ரொம்ப சண்டமாக தட்டாதீங்க கொஞ்சம் மொந்தமாக இருக்கணும் அதுக்காக நாலு சைடும் நான் ஒரே மாதிரி பாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன் இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க திருமணம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கை வச்சாச்சு ஒரு கை மேலே பார்த்த மாதிரிக்கு ஒரு கை கீழே இப்படி தட்டையை பண்ணிட்டோம் தும்பிக்கை வச்சாச்சு பாருங்க இது நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் தும்பிக்கைக்கு இப்ப மேல ஏதாவது பாருங்க காது வச்சாச்சு நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டுக்கிறேன் но மேல வந்து சாமிக்கு தலையில வைக்கும் கோبرமா கோبرமா ஹ்ம் தலையில கிரேடம்லாம் நம்மளே வெறிடோம் இந்த கண்ணாகானை ஸ்டேர் மொபைல் ஆன் பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரீசில போடுமா அப்படியே போடு அப்படியே போடு பாருங்க கோبرம் செஞ்சிருக்கோம் ஆமா கண்ணகானங்க கண்ணுக்கு மளக வெச்சுக்கறோம் கண்ணுக்கு மளக வெச்சுக்கலாம் இப்ப பூணூல் மட்ற அடி போடணும் பூணூல் கட்டி வெணுமே கண்ணுக்கு கடுகு வச்சுக்கோ இல்லைன்னா பொட்டு வச்சுக்கோ உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ நீங்களும் போதுடா அது வேண்டாம் போது கோபுரம் தெரியாது போது வேண்டாம் போது கண்ணுக்கு பாருங்கள் மிளகு வச்சுட்டேன் நல்லா பெருசாக இருக்கு நல்லா தெரியுது அழகாக இருக்குது இப்போ சரியா அழகாக வந்துடுச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூநூல் வந்து எந்த சைடு போடணும்னு எனக்கு தெரில அந்த பூனூலும் நம்மளே போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் விநாயருக்கு வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் லட்டுக்காக தட்டு செஞ்சிட்ருக்கேன் அழகாக வந்திருக்காரு பிள்ளையாரு ஈஸியான மெத்தடு இது குழந்தைங்க கூட ஈஸியாக செய்யலாம் இந்தாங்க குங்குமம் தெருநீர் இப்போ தெருநீர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சுக்கலாம் டெஃப்னி அரிசிக்கலாம் குட்டி அந்த சைடு பிள்ளையாருக்கு வந்து லட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு நடுளை கும்ப வச்சிருக்காங்க எலி செஞ்சிட்டோம் எலி சும்மா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் எலி தெரியல அதுக்கும் கன்று விட்ட வச்சுக்கிறோம் மிளகவே பிள்ளையா ரெடியாருசியான மெத்தட்ல பிள்ளையா செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகான பிள்ளையா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்பட்டன தட்டிட்டு போங்க பாய் ஆஹ் எல்லாத்துக்கும்